de நாளைக்கும் வித்தியாசத்தை சொல்லுங்க என்ன அதிகாரம் இருபது அதிகம் என்ன பண்ற கற்பனை தேர்வு வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு இன்றியமையாத ஒரு காரியம் நடந்த கூடாது அப்ப வெளிப்படுத்த கிமேயே கொண்டாடுவோம் ஹalleluya amen ஒரே ஒரு சர்க்கே முடின முடிச்சேன் 2000 ஆண்டு 2000 மாடல கம்பெனியால பார்த்து கொண்டேன் ஐடி லெவல்ல பார்த்து கொண்டேன் அப்ப நான் ஒரு கன்சல்ட்டிங் கம்பெனி மூலமாக அது போய் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் डायरेक्टली அந்த வேலை போய் அப்போ அந்த .com பன்ஸ் அப்படினு வந்துச்சு அதாவது நிறைய இண்டernet கம்பெனிஸ் pura .com .com லா கம்பெனி ஆயிடுச்சு கsuiteணியை chilling cues gamer HDD member to convert so to studios glucoseosta w benim dividends நłączனன் கேட்ொலா пис கேட்குளாம் அக்குத் தாகிறாயgines பpersonalzag அவர் சர்rences வ நானம் அ doo rock என்ன பirens nutritional்oglyக்கு français பிகு க அ︎berspace 600全部 gou싸ட்டு tätä்சு நான் உன்னிரட்டியில் picked மன்னிர் பெய் overthrow ப spatpla இட்டுக் கம்பமிலில்ல differential 얘는 இளிர் வந்தை U franchusing இ испம அ overturn stär ஏத் தே 만든dev என்ன செய்வது வெளியே வந்துட மாட்ட நீ இந்த கடலை மாட்ட நீ ஒட்ட வாஸ்தியத்தின் மத்தியில நீ என்ன செய்யணும் ஒரே ஒரே சொல்யூஷன் தான் आहे என்ன செய்யணும் இப்படி வந்து சொல்லும்போது என்ன செய்யலாம் அது அப்படியே அந்த ஆட்டோட்ட போகுங்க ஆட்டோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஆफ्टर दैट நீங்க போகும்போது தான் எங்கே ஃபோக்கஸ் பண்ணனும் நான் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் என்ன தந்தேன் எனக்கு இல்ல யாருக்கு 프리먼 ಅಂತங்கிற இடத்துல கலிபோனியால நான் போய் அந்த ஹோட்டல்ல யாருமே இல்லாத இருக்கக்கூடிய நைட் ஒன்றரை மணிக்கு எழுத்து ஒரு வாஷிங் ரூம்ல போய் அந்த வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி உட்காந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடாது அங்கே பின்னாடி போய் உட்காந்து ஆனவரே கம்பெனியில் சொல்லிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க கொண்டு வந்தது என்ன சொல்றீங்க என்ன சரி செய்ய உடனடியாக ஒப்புரோசா கம்பெனியிலேஜி புது பண்ணிருக்கேன் to the body that is in our kingdom hallelujah hallelujah, hallelujah. இப்படிப்பட்ட வாக்கு சத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடி நாள் தெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள் வாக்கு தத்தங்களை பாக்குறீங்களா இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்கள் இருக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கு உங்க <San> பாகராய் புண்ணாலும் பரிசுத்தத்தை ஏனோ பயத்தோட പൂർണ്ണమകേണ്ട வேண்டும் എന്ന് বলമേகிறாய். я இப்படிப்பட்ட வாழ்க்கைத்தங்கள அப்படியே தொங்கிட்டிருக்காங்கங்க. இந்த மாதிரி 플യർஸ்லயோ அல்லது அட்டையில தொங்கிட்டிருக்கே. அதெல்லாம் ஏ வாழ்க்கைக்கு என்ன செய்யறோம்? நான் सौंदரிக்க முடியல. ஏ இப்படிப்பட்ட வாழ்க்கைல நான் மாறிるமா? இல்ல நான் என்ன செய்யுறேன் லைஃப் குள்ள? நான் கொண்டுட்டு வரணும். ಅದಕ್ಕೆ நான் என்ன செய்யணும்? ஆண்டவనికి நான் கேட்டு கொண்டிருக்கேன். மென் ஜென் பேட் என் மூச்சு என் எல்லாமே இன்னமே என்னவாதான் இருக்கும் சுகம் வசம்பா இத மட்டும் ஃபோக்கஸா रहिए இத மட்டும்ギャப் என்னடா வரணும் இல்ல என்ன உங்களுக்கு விருவுகள் இருக்கோ அத மட்டும் செப்பனிட்டு கொண்டே रहिए பெரிய ஆவஸ்தை அக்கினி வேற கொண்டாரு அதுக்கு என்ன செஞ்சாரு படிbild என்ன செஞ்சாரு முடிஞ்ச படிbild ஏற்படுத்தாரு உங்களுடைய கொள்கते ஒரு ஜபதோரம் முடிப்போம் அங்க 51 10 ஜபமாக மாற்றி முடிப்போம் ஜபத்தோட आरंभித்தோம் ஒரு வற்றத்தை வைத்து ஜபத்தோட आरंभித்தோம் ஒரு வற்றத்தை வைத்து ஜபத்தோட முடிக்க முடியாமல் ஆவியானவர் துணை இருக்கிறார் அந்த 51 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனம் ஆமென் தேவனே சுத்த இறையப்பை எல்லையிலே இருந்துரோட எல்லையருமான கேட்புமா எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய இருதய பதினோரா அதிகாரத்தில் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார்